Bitte? Mhm. Kasern. Wer? Kasern ist cool. Mhm, dann ja. Cool. Mhm. Mm Ja. Så det det går. Och så kan man men Men ja, det var det eh visserligen. Jag har inte haft någon annan, <anos> jag har inte känt någon annan. Ja. Det är staj. சாய vai para de roupa ali me saca vai é a rolê vai para de roupa hum 3000 தூர்மா வாங்க <laughs> <laughs> sc四 so now so ok he rez கமா லேவ மாஸ்ட் Awe, you're singing flowers.